சொல்லுங்கள் அரசு சொல்லுகின்ற அரசு முடியும் தருவாயில் இருக்கின்ற ஒரு கொளுத்த மாடு வெளியாக கண்டேன் அடுத்து ஒன்னுடைய அரசாங்க அரசாங்கமாக கூடியது அதைவிட உயர்ந்த முறையிலே இந்த நாட்டில் இந்த நாட்டில் வளர்ந்தோங்க போகின்ற அது மட்டுமல்ல அந்த புதிய அரசு ஏற்பட்டதுக்கு பின்னால நாட்டிலே ஏழு வருஷம் செழிப்பு ஏற்படும் ஏற்படும் ஆனால் இந்த ஏழு வருஷத்தினுடைய பஞ்சத்தை நீக்கி கொள்ள தகுந்த முறையிலே உணவுப் பொருட்களை தயாரிக்க வேண்டும் உணவுப் பொருட்களை தயார் செய்து அதை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்கப்பட்டால்தான் ஏழு வருஷத்தினுடைய பஞ்சத்தை சமாளிக்க முடியும் மக்களை காக்க முடியும் தகுந்த ஒரு மன்னர்களுடைய நாட்டுக்கு தேவைத்து வலாம் பதில் சொன்னான் சொன்ன உடனே ரைமையும் இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலும் இவ்வளவு பெரிய ஒரு அழகும் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பும் தங்கிய உம்மை விட ஒருவர் இந்த நாட்டை ஆழ்வதற்கு தகுதி அல்ல நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு அரசராக இருக்க வேண்டும் என்று உடனே அந்த அழைத்துக் கொண்டு அவர்களை அரியாசனம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்திலே அமர செய்து மணிமுடி தரித்து அந்த நாட்டுக்கு மன்னராக ஆய்வைத்தார் கல் கரி கூடிடுவாரை வாழ்த்தள் வாழ்வென்று நித்தோனை வேண்டிடு நபி யூசுப் அலி சலாத்து அவர்களை அரசாக்கப்பட்டதும் நாட்டு மக்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி கொண்டார்கள் சந்தோஷம் கொண்டார்கள் வாழ்த்து சொன்னார்கள் இந்த முறையிலே நபி யூசுப் அலி சொலாத்து வசலாம் வெகு சிறப்பான முறையிலே மிசர் நாட்டுக்கு அதிபதியாக மிசர் நாட்டுக்கு அரசராக இருந்து வாழ்ந்து இந்த காலம் மாநில I'm going to say, but in the end of Yusufu, Nabi நேர்மையாக வயோதிக தன்மை ஏற்பட்டு வயது அதிகமாகி அவர்களுடைய மனங்கள் எல்லாம் அடைந்து ஆனால் அவர்கள் நோய் வாய்ப்பட்டு அல்லாவுடைய அடைப்பிற்கு அவர்களும் மறு உலகம் சென்றார்கள் அவர்கள் மரணம் அடைந்தார்கள் அதன் பின்பு அம்மா அவர்களும் வயோதிக தன்மை அடைந்து அவர்கள் ரொம்ப நலிந்து மெரிந்து இந்த முறையிலே சுலேஹாமாவும் ரொம்ப அவர்களும் ரொம்ப கஷ்டத்துடைய நிலையிலே மிசர் நாட்டிலே ஜீவித்து வர்றாங்க அப்படி ஜீவித்து வரக்கூடிய நாளில் நபி யூசுலாம் அவர்கள் அந்த நாட்டுக்கு அதிபதியாகத்தான் இருந்து வாழ்ந்து வர வேண்டிய நாளில் ஒரு நாள் அறி நகர் வளம் சுற்றி வர வேண்டும் என்று யூசுப் அவர்கள் ஊர்வலம் சுத்தி வருகின்ற நேரம் அதில் வள்ளலான ஊர்வலமாய் வருகும் போது அந்த ஊரில் உள்ள மக்கள் கூடி நின்லாம் அவர்கள் நகர்வளம் வரக்கூடிய காட்சியை காணுகின்ற மக்கள் மன்னரை போற்றுகின்றார் புகழ்கின்றார் அதே கூட்டத்தில் சுலேகாவும் அந்த தெருவோரமாக வந்து நின்று அவங்க போகக்கூடிய காட்சியை பார்த்து நின்ற சொலகம்மா சொல்லுகின்றார்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய ஆண்டவன் நாடுவானையானார் ஆண்டியை அரசனாக்கி வைப்பார் அரசனை ஆண்டி ஆக்கி வைப்பார் என்று சுலேஹாமா சொன்னார் அரசர்களுக்கெல்லாம் அரசராக மா ராஜாவாக இருக்கக்கூடிய ஏக சக்கராதிபதியாகிய ஆண்டவன் நாடுவானை ஆனால் அரசனை ஆண்டி ஆக்கி வைப்பான் ஆண்டியை அரசனாக்கி வைப்பான் என்று சொன்ன உடனே இந்த செய்தி யூசு இந்த சொல் யூசுடைய காதலில் விழுந்து விட்டது நினைத்தார்கள் இது வேற யாருமல்ல சுலேஹாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி அதுபோலவே வந்து சுரேஹா தன்னுடைய அரபனை கலைத்துக் கொண்டு வரும்படியாக உத்தரவு கொடுத்தார்கள் அதுபோலத்து வசலாம் அவர்களுடைய அரண்மனையில் தானே கொண்டு போய் வைத்ததும் வசலாம் அவங்களுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கின்றார் நீங்களும் ரொம்ப வயோதிகத்தன்மை அடைந்து விட்டீர்கள் ஆனா என்னை அவ்வாகுத்தால ஆண்டவன் நீங்க சொன்னது போல அதாவது ஆண்டியை அரசன் ஆக்கி வைப்பான் என்று சொன்னீர்கள் அதுபோல நான் ரொம்ப அதாவது ஏழ்மையாக இருக்கக்கூடிய என்னை அவ்வளாகும் இந்த நாட்டுக்கு ராஜாவாக ஆக்கி வைத்தான் அப்படி இருப்பதுனால் சுனேகாவே உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு விருப்பம் உள்ளதை கேளுங்கள் வயோதிகத்தன்மையினுடைய நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் போது சொல்லுகின்றார் யூசுபே என்னுடைய வாழ்நாள் அனைத்தும் வேணாளாக கழித்து விட்டது ஆனா இவ்வளவு அடைந்தாலும் என்னுடைய இருக்க வேண்டிய ஒரே நாட்டம் ஒன்று மனைவியாக பெண் ஜாதியாக இருந்து வாழ்வதற்கு வழி இல்லாது போய்விட்டது அதை எண்ணும் போதுதான் என்னுடைய மனம் வேதனைப்படுகின்ற ஆனாலும் யூசுஃபே இப்பவும் சொல்லுகின்றேன் நீங்கள் என்னை உன்னுடைய மனைவியாக உம்முடைய பெண் சாதியாக கொள்ள வேணும் என்று இனிதாக சொல்லிடுவாத்திரம்பணி ஓடு சொல்லிடுவாரி சொன்னதோரி வாதி அடி எங்கள் சுந்தரரும் நானும் நல்ல வாலிபத்துடைய தன்மையா இருக்கின்ற நீங்களும் வயோதிக தன்மை அடைஞ்சிச்சீங்க இந்த நிலையில் நாம் எப்படி கணவன் மனைவியாக வாழ்வது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுடையண்டுாவுட சி நீ உங்களுக்கு உண்டாவதாக அல்லா உங்களுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள இது அல்லாவுடைய விருப்பம் அல்லாவுடைய சொல் என்று சொன்ன அல்லாவுடைய சொல் என்று சொன்னதும் அல்லாவுடைய விருப்பம் என்று சொன்னது மேல எதுவுமே பேச முடியவில்லை வயோதிகளுடைய தன்மையில் இருக்கின்றார்கள் ஆனா அல்லாஹும் நாடுவாயனையான உலகத்தில் நடக்காதது ஒன்றும் இல்லை என்று நினைத்து உடனே இரண்டு பேர்களும் சுஜூதிலே விழுந்து அல்லாஹிடத்திலே கேட்கின்றார்கள் அம்மா நாயவனே அவர்களை எனக்கு ஜோடியாக எனக்கு தரமுள்ளவர்களாக எனக்கு மனமுடிக்க கூடிய முறையில மனப்பெண்ணாக நீதானாக்கி தர வேண்டும் என்று இறைவன்பால் சுற்றுலே விழுந்து கண்களில் கண்ணி சிந்தை கேட்கின்ற முறையில் அவர்கள் எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாதபடி நம்பி யூசுஃபுக்காக படைக்கப்பட்ட அவர்களை அல்லாஹுத்தால ஆண்டவன் மீண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த மாற்றி யூசூப் அலை அவர்கள் ஆக்கி வைக்க வேண்டுமோ அந்த முறையில் அல்லாஹுத்தால் ஆண்டு நாக்கி கொடுத்தார் ஆகவே நபி யூசு அலி சொல்லாத்து வலாம் சுலஹாமாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தான் கண்டு அவர்கள் மன நிறைவு பற்றி அல்லாவுடைய நாட்டப்படிக்கு நபி யூசுப் அவர்களுக்கும் சுலிஹாம் அவர்களுக்கும் அந்த மிசர் நாட்டு மக்களுடைய முன்னிலையிலே நம்முடைய மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி மங்களங்கள் தான் மங்கையான ஜங்கள் எல்லாம் வாடுவார் அவர்களை தான் முறைப்படி மனம் முடித்துக் கொண்டார்கள் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப மன பெற்று சந்தோஷமாகி மனதார்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாள் அன்று அல்லாவுடைய வணக்கத்தை வணங்குவதற்காக அவர்கள் தானே இது நின்று பணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அழகும் ஒளிவும் அவங்களுடைய அவங்களுடைய நிலையை கண்ட நபி யூசுப் அலி சலாத் சுலேஹாவுடைய பின்னாலே சென்று சட்ட குப்பாயத்தை தானே பிடித்து நபீசுபர்கள் பற்றி இழு தேடுவார் சுலேஹாவின் குப்பாயத்தை வேகமாக பிடித்தெழுத்தே சுலேஹாமா தொழுது கொண்டிருக்கிறார்கள் வணக்கத்துக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் உடனே அவ்வாஹு தால ஆண்ட வாக்கி அனுப்பித்து விட்டான் யூசுபே அன்றி உங்கள் மீது ஆசை கொண்டு சுலஹாமா உங்களுடைய சட்ட குப்பாயத்தை பிடித்து இழுத்து கிழித்தார்கள் அதுபோலவே இன்று நீங்கள் சட்ட குப்பாயத்தை விட்டது மன நிறைவு பெற்று சந்தோஷமாகி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அந்த சுலேஹாம் மாவாக கூடியவர்கள் நபி யூசுப் அலி சொல்லா இரண்டு மக்களை பெற்றெடுத்தார்கள் ஒரு மகனுடைய பெயர் அபுராயிம் இன்னொரு மகனுடைய பெயர் மீசா என்று சொல்லக்கூடிய இரண்டு மக்களை பெற்றார் இந்த விதமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாள் அன்றி நபி யூசுப் ஏழு வருஷத்தினுடைய செழிப்பு ஏற்பட வேண்டுமே ஏழு வருஷத்தினுடைய பஞ்சத்தை நிவர்த்திக்க வேண்டுமே அதுபோல அந்த மழை பெய்ய தொடங்கிவிட்டது மழை பொழி ஆரம்பித்ததும் நபி யூசுப் வசலாம் மேடுகாடுகள் எல்லாம் கடனி செய்யும்படியாக இந்த விதைகளே தான் என் விதைத்து நல்ல முறையிலே உணவு தானியங்களை தான் நல்ல விதையை பொருக்கிக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவு படி அந்த நாடு நகரங்கள் எல்லாம் எங்க எங்க காடுகைகள் வயல் வயகள் நஞ்சு மஞ்சள் இருக்கு அங்கெல்லாம் பயிர் வச்சிகளை தானே செய்து உணவுப் பொருளை தயார் செய்து அந்த உணவுப் பொருள்களைத்தானே சேகரித்து பதனங்கள் செய்து வைத்தார் யூசுப் நபி அவர்கள் சேர்த்திடுமாறு ஏழு வருஷத்து பஞ்சத்தை போய்க்கு உணவுப் பொருட்களை தயார் செய்தார்கள் இந்த முறையில் உணவுப் பொருட்களை தானே தயார் செய்த தானிய கிடங்குகளில் அந்த தானியங்களை தானே கொண்டு போய் சேமித்து வைக்கின்றார்கள் இது மாதிரி ஏழு வருஷத்தினுடைய விளைந்த பொருள்களை எல்லாம் சேகரித்து வைத்தார்கள் அப்படி சேகரித்து வைக்கப்பட்டதும் கொண்டு வந்து நிறைத்து நிரப்பி ரொம்ப சிறப்பான முறையிலே வைத்திருக்கின்றார்கள் இப்படி வைத்திருக்கும் போது ஒரு நாள் அன்று நபி அலி சலாத்து வசலாம் படுத்து நித்திரியாகி கொண்டிருக்கும் போது நடு ஜாம நேரத்தில் நபி யூசுப் அவர்களுக்கு பசியுமே வந்து பசி வந்து அடுத்ததுடன் எங்கள் பத்தினியார் சுலை நடுநிசியான நேரத்தில் பசி வந்து பசி வந்து அல்லாவுதா அதாவது ஏழு வருஷம் செழிப்பு ஏழு வருஷம் பஞ்சம் ஏற்படும் என்று சொன்னார்களே அந்த பஞ்சத்தினுடைய அறிகுறி எனக்கு நடுச்சாமன் பசி வந்து விட்டது இன்னி நின்று பஞ்சம் ஏற்பட போகின்றது என்று சொன்னார் அது போலவே அந்த நாட்டு மக்கள் சேர்த்து வைத்திருந்த சேமித்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் தான் உண்டு சென்று முதல் வருஷத்தினுடைய பஞ்சத்தை நிவர்த்தித்துக் கொண்டார்கள் இரண்டாவது வருஷம் உணவு வேண்டுமே அவங்க அரசாங்கத்தில் சேமித்து வைக்கப்பட்ட உணவுப் பொருள் அரசு உத்தரவு அதற்குரிய பொன் பொருட்களை கொடுத்து வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி போக வேண்டும் என்று அதுபோல அந்த நாட்டு மக்கள் அவரவர்களுடைய கைகளில் இருக்கின்ற காசு பணங்களை தானே கொண்டு வந்து கொடுத்து வேண்டுமான உணவுகளைத்தானே பற்றி ஜீவித்து வருகின்றார்கள் நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இரண்டாம் பஞ்சத்தை கழித்திடுவார் இரண்டாவது வருஷத்துடைய பஞ்சத்தை கழிக்கின்றார் அதே போன்ற அவர்களுடைய காசு பணங்களும் செலவாகி விடுகின்ற மூன்றாவது வருடம் ஆரம்பமாகின்ற காசு பணங்கள் எல்லாம் செலவாகிவிட்டு அதே நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் தன்னுடைய வீடுகளில் உண்டான ஆடு மாடு வாகனங்கள் ஒட்டகங்கள் இது உள்ள பொருட்களை எல்லாம் அரசாங்கத்திலே கொண்டு போய் கொடுத்து அதனால் கடைக்கு கிடைக்கக்கூடிய தானியங்களை தானே பெற்று மூன்றாவது வருஷத்தினுடைய பஞ்சத்திய தானிய புகைக்கு உயிர் வாழ்ந்து வந்துடுவார் கூட நான்காவது வருடம் ஆரம்பமாக நினைக்கின்றோம் நம்ம இடத்தில் எந்த விதமான பொருள் இல்லை இனி இருப்பது நாம் இருக்க வேண்டிய வீடு வாசல் இருக்கின்ற நாம் வைத்திருந்த காடுகளில் இருக்கின்ற சொல்லி அது போலவே அவர் அவர்களுடைய காடுகரைகள் நஞ்சு குஞ்சுகளை கொண்டு போய் அரசாங்கத்திலே ஒப்படைத்து அது நின்று கிடைக்கக்கூடிய அந்த உணவு பொருளைத்தான வாங்கி கொண்டு அந்த நாட்டு மக்கள் தானே சென்று நான்காவது வருஷத்தினுடைய பஞ்சத்தையும் போக்கிடுவான் அந்த பாலியில் உள்ள நான்காவது வருஷத்துடன் பஞ்சத்தையும் கழித்த நாட்டில் உள்ள ஜனங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய உணவு பண்டங்களை கொண்டு அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து மக்களை பாதுகாத்து வருகின்றார் அப்படி வரக்கூடிய நாளையில் நபி யூசுப் அலி சொலாத் வசலாம் நான்கு வருஷத்தினுடைய பஞ்சம் நீங்கிவிட்ட இனி இருப்பது மூன்று வருஷத்தினுடைய பஞ்சம் இந்த நிலையில் ஐந்தாவது வருடம் ஆரம்பமான பொழுது அந்த நாட்டு மக்கள் நினைக்கின்றார் இனி நாம என்ன பொருளை கொடுப்பது அதாவது ஆடு மாடு வாகனம் நம்முடைய நஞ்சு பிஞ்சைகள் எல்லாம் அரசாங்கத்திலே ஒப்படைச்சிட்டோம் இனி இருப்பது வீடு மட்டும் வேற எதுவுமே இல்லை எந்த அவரவர்கள் கூடியிருக்கின்ற வீட்டு மனைகள் வீட்டு அவங்க வீடு வாசல்களை எல்லாம் அரசாங்கத்திலே ஒப்படைத்து அதனால் கொடுக்கப்படுகின்ற உணவு பொருட்களைத்தான வாங்கி அந்த நாட்டு மக்கள் ஐந்தாவது வருஷத்தினுடைய பஞ்சத்தேயும் இடுவார் வைத்திருக்கின்ற உணவுப் பொருட்களை கொடுத்து அந்த மக்களை பாதுகாத்து வருகின்றார் பராமரித்து வருகின்றார் நாட்டு மக்கள் எல்லாம் மன நிறைவு பெற்றி ஆண்டவனையும் புகழ்ந்து தன்னுடைய அரசர் நபி யூசுப் அவர்களையும் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மன நிறைவு பெற்றவர்களாக வாழ்ந்து வருகின்றார் பஞ்சம் கழிகின்றது ஆறாவது வருடம் ஆரம்பமாகின்றது ஆறாவது வருஷத்தில் அந்த நாட்டு மக்கள் என்ன நினைக்கின்றார்களே ஆனால் இனி நம்ம இடத்தில் எந்த விதமான பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை வீடும் இல்லை காடும் இல்லை முதலும் இல்லை நாட்டில் உள்ள ஜனங்கள் அல்லாமருள் மனங்களில் நாட்டம் கொண்டாரு நாட்டில் உள்ள ஜனங்கள் நாட்டை சார்ந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நபி யூசுடைய கைகளில் இருந்த பொன்னும் பொருளும் எங்களுடைய காடு மேடுகளும் இன்னும் வீடு மற்றும் யாவத்தையும் உங்களுடைய அடைக்கலமாக வைத்து அதில் நாங்கள் உணவுகளைப் பெற்று உண்டு எங்களுடைய காலத்தை கழித்தோம் அரசாங்கத்திற்கு கொடுப்படி ஆதார எங்களை தவிர ஆகையினால் இனி நீங்கள் தான் தகுந்த முறையிலே மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் முறையிட்டார்கள் அது கேட்டு நபி யூசூர் அலை நினைக்கின்றார்கள் ஆகையினால் அல்லாவித்தால் ஆண்டவனால் அழிக்கப்பட்ட இந்த உணவு பண்ணங்களை மக்களுக்கு நாம பங்கிட்டு கொடுத்து அவர்களை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நாட்டில் ஒரு வீட்டுக்கு இவ்வளவுதான் படி என்பதாக ரேஷன் வைத்தார்கள் அதாவது ரேஷன் முறை என்பது இன்றல்ல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி இசுபுடிய காலத்தில் உணவுப் பொருட்களை பங்கீடு செய்து மக்களுக்கு கொடுத்து ஜனங்களை காப்பாற்றிய வரலாறு கூறுகின்ற பாதுகாத்து வரக்கூடிய நாளையில் மிசருக்கு பிடித்த பஞ்சமும் பக்கத்தில் நாடுகளுக்கும் பரவியது ஆனால் கன்ஹா நாட்டிலேயும் அதுபோன்று மழையின்றி இன்னும் அதாவது பயிர்கள் விளைவு இல்லாதபடி அங்கேயும் கஷ்டமடைகின்றார்கள் மிசர் நாடு செழிப்பாக மிசர் நாட்டு அரச வே உணவு தானியங்களை சேமித்து வைத்து மக்களுக்கு கொடுத்து பாதுகாத்து வருகிறார் என்ற செய்தா இடத்திலே சொல்லுகின்றார்கள் நாட்டிற்கு நாங்களும் அவர்களிடத்தில் முதலீட்டு வருகிறோம் என்பதாக அது தெரிந்த நபி யாக்கூப் அவர்கள் அப்படியானால் சென்று வாருங்கள் என்று உத்தரவு கொடுக்க அதன்படி அவர்கள் பண்டமாற்று பொருளாக காம்பளி கயிர்களை தானே அவர்கள் முதலீடாக வைத்துக் கண்கா நாட்டையிட்டு பயணப்பட்டு மிசரந்த நாடகி மேன்மையாய் வந்து நேர்ந்தார் அரசனுடன் முன்ன வந்து அனைவரும் நபியுடைய மக்கள் பத்து பேர்களும் ஒாக நாட்டிற்கு அரச நபி யூசு அலி சலாத் வசலாம் தன்னுடைய அண்ணமார்கள் என்று தெரிந்துவிட்டன் ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தாதபடி அவர்களுக்கு வேண்டுமான ஊந்தின்களை கொடுத்து அவர்களுடைய நல்ல செய்திகளை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு உணவுப் பொருள்களையும் கொடுத்து அனுப்பி வைக்கின்ற பொழுது நபி யூசுப் அலி சலாத் வலாம் சொன்னார்கள் உணவுப் பொருட்களை உணவு பண்டங்களை மூட்டைகளாக மூட்டும் பொழுது அவங்க கொண்டு வந்த கம்பளி கயிறையும் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள் கயிறுகளையும் அவர்களுடைய உணவுப் பொருட்கள் வைத்து வேண்டிய மூட்டைகளில் வைத்து மூட்டிவிட்டார்கள் ஆகவே அரசிடத்தில் உத்தரவிட்டுக் கொண்டு அந்த பொருளை திருப்பி எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் நபியும் சூப்பு கேட்டாங்க யாபூபு நபியுடைய மக்களை ஆனா யாபூபு நபிக்கு நீங்க எத்தனை பேர் நாங்கள் பன்னிரண்டு மக்கள் பனிரெண்டு மக்களில் இப்ப இருப்பவர்கள் எத்தனை பேர் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எங்களுடைய பாபாவுக்கு ஆகாதவர் அவர்களை நாங்கள் கிணத்திலே தள்ளி கொன்றுவிட்டோம் இனி இருப்பவர் என்று சொல்லக்கூடியவர் கூட பிறந்தவர் ஆக நாங்கள் பதினோரு பேர் இருக்கிறோம் என்று சொன்னார் ஒழை நபி யூசுப் சொன்னார்கள் அப்படியானால் நீங்கள் ஊருக்கு சென்று மறுமுறை வரும் அந்த குஞ்யாமீனின் ஒன்றாக நீங்கள் அழைத்து வர வேண்டும் கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும் என்று நபி யூசுப் அலி சலாத் அவர்கள் வாங்கிக் கொண்டு கல்கா நாட்டிற்கு சென்று நபி யாகூப் முடியும் கொண்டு போய் உணவுப் பொருள்களை கொட்டும் பொழுது அவர்கள் கொண்டு சென்ற கம்பளி கயறும் இருந்தது அந்த கம்பளி கயிறை பார்த்தது நபி யாக்கூப் சொன்னார்கள் நாமல் பண்ட மாற்று பொருளாக கொடுக்க வேண்டிய பண்டத்தை நீங்கள் திருப்பி கொண்டு வந்து விட்டீர்கள் ஆக இன்னால் இது நாம் உண்பதற்கு முறையல்ல இந்த பொருளை நீங்கள் திருப்பி அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும்